வணக்கம் மக்களே போன வீடியோவில் நம்ம கோவிட் நைன்டீனை பற்றி சித்த மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம் போன வீடியோவை பார்க்காதவங்களுக்கு போன வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவு செஞ்சு போன வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான நோயாளிகளை சித்த மருத்துவர் சிறப்பு குழு ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் எப்படி காப்பாற்றுனாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதல்ல கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸுக்கு சித்த மருத்துவ முறையில் மே மாத தொடக்கத்தில் தான் சிகிச்சை ஆரம்பித்தாங்க மே மாத தொடக்கத்தில் அறுபது நோயாளிகள் கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அதாவது ஆக்ஸிஜன் சப்போர்ட்டோட வெண்டிலேட்டரோடு இருந்த நோயாளிகளை அறுபது பேரை ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் எட்டு நாளில் குணப்படுத்தி காமிச்சார் சித்த மருத்துவர் ஒருவர் இந்திய அரசால் சிறப்பு அங்கீகாரம் பெற்ற சித்த மருத்துவர் வீரபாபுவும் அவர் குழுவும் தான் நோயாளிகளை ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் எட்டே நாளில் குணப்படுத்தி காமிச்சாங்க அதன் பின்பு இப்போது கரண்டா சாலிகிராமம் வியாசர்படி ஆகிய ரெண்டு இடங்களில் ஜவகர்பொறியியல் கல்லூரி மற்றும் அம்பேத்கர் கலைக்கல்லூரி ஆகிய இரண்டு கல்லூரிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதி கொண்ட ரெண்டு மருத்துவமனை இயங்கிட்டு வருது சித்த மருத்துவ தான் இங்கே சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இதுவரைக்கும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான நோயாளிகள் குணமடைஞ்சிருக்காங்க இங்கே நம்ம மருத்துவர் வீரபாபு தலைமையிலான சித்த மருத்துவ சிறப்பு குழு வருது இப்போது இந்த ரெண்டு மருத்துவமனைகளில் உணவே மருந்து அப்படின்ற முறையை பின்பற்றுறாங்க வேப்பம்பூ ரசம் ஆவாரம்பூ தோசை வாழைப்பூ பொரியல் போன்ற உணவுகள் தினந்தோறும் தரப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முப்பது மூலிகைகளை கொண்ட ஒரு மூலிகை தேநீரை தயாரித்து எல்லா நோயாளிகளுக்கும் கொடுக்குறாங்க சித்த மருத்துவர் வீரபாபு ஒரு நேர்காணலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வைரஸ் போன்ற நுண்ணுயிர் கிருமிகளால் வரும் நோயை பாலிஹெர்பிள் ஃபார்முலேஷன் அதாவது பல மூலிகைகளை கொண்ட ஒரு மருந்தினால்தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் கோவிட் பத்தொம்போது நோய்க்கு கபசுரக்குடிநீர் அப்படின்ற மருந்தை பிரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க கபசுரக்குடிநீரில் பதினைந்து வெவ்வேறு விதமான மூலிகைகள் இருக்குது இதில் சுக்கு மிளகு அதிமதுரம் போன்ற நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளும் கலந்துருக்கு இந்த ரெண்டு மருத்துவமனைக்கும் பல்வேறு அறிகுறிகளோட பல்வேறு விதமான நோயாளிகள் வராங்க மூச்சு திணறல் முதல் இருமல் காய்ச்சல் வரை அறிகுறிகளே இல்லாமல் பாசிட்டிவான நோயாளிகளும் இந்த மருத்துவமனைக்கு வராங்க இங்கே வரவங்க ஒரு அவங்களோட சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகளை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது அலோபதியாகிய ஆங்கில மருத்துவத்தில் ஒருத்தருக்கு மூச்சுத்திருல் ஏற்பட்டால் பதினைந்துலேருந்து இருபத்தைந்து நாட்கள் வென்டிலேட்டரில் அதாவது ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சித்த மருத்துவத்தில் மூச்சுத்திருணல் ஏற்பட்டாலும் எட்டே நாட்களில் சுலபமாக குணப்படுத்துகிறாங்க இங்கு வரும் நோயாளிகளுக்கு கோமார்பிட்டிஸ் அதாவது சுகர் பிபி போன்ற இதர நோய்கள் இருந்தாலும் இவங்க எட்டு நாளில் சுலபமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குணப்படுத்துகிறாங்க சித்த மருத்துவர் வீரபாபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் ரெண்டுமே நம்ம சமையலையில் இருக்க வேண்டியவை கோவிட் நைன்டீன் அறிகுறிகள் தெரிஞ்சவுடனே அதை குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட முறையில் உட்கொண்டு வந்தால் கோவிட் நைன்டீன் நம் உடலில் தங்காது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா சித்த மருத்துவர்கள் யாருமே பிபிஇ கிட்டு போடுறதே இல்லை வெறும் மாஸ்க்கு மட்டும்தான் போடுறாங்க வெறும் மாஸ்க்கு மட்டும்தான் போட்டே கோவிட் பாசிட்டிவ் ஒருத்தர் கூட வரலை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்கள கேட்டால் கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சித்த மருத்துவத்தை நாடி வரும் நோயாளிகள் எல்லாேருமே சித்த மருத்துவ மருந்துகளை சாப்பிட்றதுனால முதல் மூன்று முதல் நான்கு நாட்களிலேயே எல்லாவித அறிகுறிகளும் நீங்கிவிட்டதாக கூறுகிறார்கள் சரி இப்போ இவ்வளோ நடந்திருக்கே நம்ம நாட்டில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தமிழர் தமிழ் சமூகம் தமிழ் பண்பாடு தமிழர் கட்டின கோயில் தமிழர் தெய்வம் அது பற்றி பேச பல குரூப் இருக்குது சொல்லு சொல்லுங்க <that> மருந்து ஆராயும் அரசு கண்டிப்பா பூர்த்தி செய்யும் நடவடிக்கை ஏழாம் தேதி நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை சித்த மருத்துவத்தின் செயல்திறன் அதாவது எஃபிகசியை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க சொல்லு நீ தான் தைரியமான சொல் இதனை அடுத்து தான் இப்போது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சித்தா சிசிஆர்எஸ் கபசுர குடிநீர் ஆடுதோடை மணப்பாகு மற்றும் பிரமானந்த பைரவம் போன்ற மூன்று மருந்துகளை தனியாக எடுத்து ஆராய்ச்சி செய்து வராங்க இப்போது சித்தா மருந்த நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் எப்படி அணுகும் என்ற கேள்வி எழுகிறது கோவிட் நைன்டீன் மாதிரி பெரிய உயிர்கொல்லி நோயிலிருந்து நம்ம மண்ணில் விளையிற மூலிகைகளை வச்சு பல கோடி மக்களின் உயிரை எந்தவித ஃபாரின் தொழில்நுட்பமும் இல்லாமல் ஈஸியாக மக்களை காப்பாற்றலாம் அப்படின்னு தமிழரின் பாரம்பரிய மருத்துவ முறை சொல்லுது ஆனால் தற்சார்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மருத்துவத்துறையில் இவ்வளோ பெரிய தற்சார்பு இருக்கிறத பற்றி யாருமே பேசலை வாய்ப்பாய்பே இல்லாம பண்ணிடுறோம் எந்தவித தடையும் இல்லாம வளர்ச்சி என்ற நம்ம எல்லாருமே பல விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி சித்த மருத்துவத்தின் அத்தியாவசிய தேவை அப்படின்ற விஷயத்தை நம்ம ட்ரெண்ட் பண்ணோன்னா நம்ம தமிழரின் உண்மையான பாரம்பரியமான சித்த மருத்துவத்தை காப்பாற்றலாம் இந்த வீடியோவை பார்த்து ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அது இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக தான் நான் கருதுறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி